எல்லாருக்கும் வணக்கம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோ கலர் ஒவ்வொரு ஒரே கலரில் இருக்கக்கூடியதுங்க வருதுங்க சாரியுடைய லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுஸ் ப்ளவுஸுடைய லென்த்து அபோவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் வித் ஆஃப் த சேரீ ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குங்க இது ப்யூர் சில்க் சாரீஸுங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் தாங்க பண்ணனும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் pure சாஃப்சில் சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மார்க் சர்ட்டிஃபைட் சாரி நம்பர் டூ சிக்ஸ் ஃபைவ் இந்த சாரீயோடைய கலர் சிமெண்ட் கிரே கலர் சிங்கிள் கலர் தாங்க இதுலேயுமே கோல்டு அண்டு சில்வர் டெஸ்டட் ஜிறையில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்ருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே paytm account transfer. இந்த நாலு ஆப்ஷன் இருக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுறதுக்குமே சேம் ஃபோர் ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஆறாயிரத்தி இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிதுங்க சாரீ நம்பர் டூ கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஸாரீ நம்பர் டூ டபுள் சிக்ஸ் ஸாரியுடைய கலர் லோட்டஸ் பிங்க் இதுலேயுமே கோல்ட் அண்டு சில்வர் டெஸ்டு சிறையில் புட்டாஸ் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இந்த சேரியில் லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ங்கிறதுனால அந்த dark கலர் பிங்க் கலர் வந்து கொஞ்சம் சில சேரியில் சில இடங்களில் தெரியுங்க சேரீ நம்பர் டூ இது வந்து மஸ்ட் yellow கலர் கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்ட் சரீல போட்ட ஆல்டர்னேட்டிவாக இந்த பாடியிலேயே இருக்குங்க இது கொஞ்சம் dark மஸ்டர்ட் yellow, இந்த சாரீஸை நீங்கள் WhatsApp மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நம்பர் இந்த நம்பருக்கு நீங்க text பண்ணுங்க, சாரீ கோடு சென்ட் பண்ணும்போதே புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அண்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு எங்கே ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் அந்த ஸாரீ நீங்கள் கேட்குற ஸாரீ அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அதுவும் நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம இமீடியேட்டாக உங்கள் நம்பரை நோட் பண்ணிவிட்டு புக் பண்ணுறோம் புக் புக்குடு ஃபார் யூ அப்படிங்கிற ரிப்ளை உங்களுக்கு வரும் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர் புக்குடு இல்லைன்னா அந்த ஸாரீ சோல்டாயிடுச்சுன்னா சோல்டுங்கிற ரிப்ளை வருங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஸாரீ நம்பர் டூ சிக்ஸ் எயிட் கலர் லைட் ப்ளூ கலர் கோல்டு அண்டு சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்குது இது கோல்ட் சில்ல புட்டாஸ் வருது வரைக்கும் நீங்க புக் பண்ண சாரி இல்லாமல் வேற சாரி வந்ததுனால தாராளமாக வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவை தாங்க இருக்கணும் பார்சல் ஓப்பன் பண்ணுறதுலேருந்தே அதிலேயே ஸாரியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதே வீடியோலேயும் மென்ஷன் பண்ணுங்கள் ஸாரீ நம்பர் டூ செவன் ஜீரோ நம்பர் இது வந்து டார்க் க்ரீன் கலருங்க இதுலையும் கோல்டன்ட்டு சில்வர் டெஸ்ட் ஜரியில் புட்டாஸ் இருக்குங்க கலர் இஷ்யூசஸ் அண்டு குவாலிட்டி இஷ்யூசஸ் அண்ட் ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இதுக்கு கண்டிப்பாக ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ அண்ட் ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன கலர் வருங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எக்ஸாக்டாக உங்களுக்கு வருங்க சாரி நம்பர் 271 செவன்ட்டி ஒன் இந்த சாரியுடைய கலர் பர்பிள் கலர் இதுலேயுமே கோல்டண்ட் சில்வர் டெஸ்ட் சரரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் இந்தியாவுக்குள்ளே எங்க சென்மெண்ண சொன்னாலும் ஃபீ ஷிப்பிங்கில் சென்மீனி தரும் இதே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனாக அட்ட டைமில் ஒரு சேரீ தாங்க புக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு சேரியை கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நீங்க பிளேஸ் பண்ண அந்த பார்சல் நீங்கள் வாங்கினதுக்கப்புறந்தான் நெக்ஸ்ட்டு சரியே கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ண முடியும் சாரி நம்பர் 272, செவன் டூ சாரியுடைய கலர் ரெட் கலர் இதுலேயும் கோல்டண்டு சில்வர் டெஸ்டு சரியில் போட்டா சால்டர் நேட்டிவாக வருதுங்க அதே மாதிரி மெசேஜ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜோடு ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன் அதை சொல்கிறேன்னா நீங்கள் கண்டினியூஸ் மெசேஜ் பண்ணும்போது உங்கள் மெசேஜ் ரீசன்ட் மெசேஜ் போயிரும் நாங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுறோன்னா ஓல்டு மெசேஜஸ்லேருந்து தான் ரிப்ளை பண்ணுறோம் ஏன்னா நம்ம எந்த ஒரு அப்டேட் போட்டாலும் எல்லா க்ரூப்ஸ்க்குமே ஃபோட்டோஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே சென்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம்தான் எங்களால் ஒவ்வொரு மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியும் ஸோ அப்படி நாங்கள் எல்லா க்ரூப்ஸுக்குமே அப்டேட்டு போட்டு முடிக்கிறதுக்கே ஹாஃப் அன் ஆகும் ஹாஃப் அன் ஹவர் அப்புறம்தான் நாங்கள் ஒவ்வொரு மெசேஜஸ்ஸாக ரிப்ளை பண்ண முடியும் ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா கீழே இருந்து அதாவது ஓல்டு மெசேஜஸ்லேருந்து மேலே ரீசன்ட் மெசே மெசேஜஸ்க்கு நாங்கள் ரீட் பண்ணிவிட்டு வருவோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டினியூஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களது ரீசண்ட்டு ரீசெண்ட் போயிட்டே இருக்கும் அப்போ நாங்கள் லேட்டாக தாங்க பார்ப்போம் அதுக்காக தான் ஒரு மெசேஜோடு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த சாரியுடைய நம்பர் டூ செவன் த்ரீங்க கலர் ராயல் ப்ளூ ஸாரி நம்பர் டூ இது வந்து டபுள் ஷேடுங்க சாரி கலர் டபுள் ஷேப் டூ செவன் ஃபோர் இருக்குங்க பொட்டாஸ் கோல்டு அண்டு சில்வர் டெஸ்டரியில் இருக்கு கலர் வந்து yellow and pink combination சாரி கலர் டூயல் டோன் எல்லோ அண்ட் பிங்க் சாரியோடைய நம்பர் டூ செவன் இது வந்து dark violet கலருங்க சாரி கலர் டார்க் வயலட் அண்ட் இது எல்லாமே பியூர் சில்க்குங்க அண்டு ஹேண்ட்லூம் மேடு ஸோ பியூர் சில்குங்கிறதுனால அதுக்கு என்ன டெக்ஸ்டர் இருக்கோ அது இருக்கும் அண்ட் இதெல்லாம் நம்ம த்ரீ பிளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணுறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் இது நம்ம சாஃப்ட் சில்க் சாரின்னு சொல்கிறோம் ஷைனிங் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பியூர் சில்க்கு என்ன ஷைனிங்கோ அதுதாங்க இருக்கும் ரொம்ப பளவளப்பாவோ வளவளப்பாவோ இந்த சாரீஸ் கண்டிப்பாக இருக்காதுங்க சாரி நம்பர் டூ செவன் இது பியூர் silk, சாரி நம்பர் டூ செவன் சிக்ஸ் மெஜெந்தா கலர் கோல்டு டெஸ்ட் full ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு இந்த சாரீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு blouse வந்து பிளைனாக இருக்கும் அண்ட் inner layer, உல் சுத்து கொஞ்சம் பிளைனாக இருக்குங்க மற்றபடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு ஃபுல்லாகவே புட்டாஸ் இருக்கும் சாரீ நம்பர் டூ செவன்டி செவன் கிரீன் கலர் இதில் கோல்டு அண்டு சில்வர் டெஸ்டர் சேரீயில் மோட்டிவ்ஸ் ஆல்டர்னேட்டிவாக ஷாப்ல நேரில் வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதுனால பண்ணலாம் ஆனால் இப்போ நீங்க பார்க்குற இந்த ஆன்லைன்ல யூடியூப்ல வீடியோஸ்ல இருக்கக்கூடிய சாரீஸை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஏன்னா இது எல்லாமே சாரீஸ் ஸோ ஒரு கலரில் பார்த்துட்டிங்கன்னா மேபி ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்கும் அதை நம்ம வீடியோவில் ஷூ பண்ணிட்டோம் அப்படின்னா அது வீடியோ மூலமாகவே வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் ஆகிரும் அப்படி இருக்கும்போது இந்த சாரீஸை நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க பட் நேரில் நீங்கள் வந்தீங்கன்னா சாஃப்ட் சில் சாரீஸில் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குதுங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து எயிட் வரைக்கும் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில் சாரீஸில் வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குற சாரியுடைய நம்பர் 278, இது வந்து ராமர் கிரீன் கலர்ல இருக்குங்க டபுள் ஷேடு ராமர் கிரீன் சாரி நம்பர் 279, செவன் நைன் சாரியுடைய கலர் பர்பிள் கலர் இந்த வீடியோல மோர் தென் பிப்டீன் சிங்கிள் கலர்லயே பார்த்திருக்கோங்க உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு நிறைய சாரீஸ் வாங்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை சிங்கிள் சாரீஸ் வாங்கணுன்னாலும் சரி நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக அப்ரோச் பண்ணலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சாரீ வேணும்னா நீங்கள் ஒரே மெசேஜஸ்லையே அந்த சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் மெசேஜஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள்கிட்டேருந்து ரிப்ளை வரும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த சேரீயை புக் பண்ண சொல்லியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம புக் பண்ணுறோம் ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு வருது தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்